அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் பேருதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் அல்லாஹூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதோடு அல்லாஹ் அரசூல் காமித்து தந்த வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் நம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் எல்லோரும் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வருமானம் பத்தலை எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் கையில் நிற்கிறதே இல்லை செலவுகள் நிறைய ஆகுது சம்பாதிக்கிற வரக்கத்தில் நல்ல வியாபாரம் நடக்குது ஆனால் மாத கடைசியில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படுது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்படி எந்த பக்கம் நம்ம திரும்பினாலும் ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் நெருக்கடி செல்வந்தர்களுக்கு பெரும் பெரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய பெரிய லாஸ் வியாபாரத்தில் நிறைய லாஸ் ஆகுது அந்த லாஸை ஈடுகட்டவே முடியல அதனால் எங்களால் எந்த தர்மமும் செய்ய முடியலை பள்ளிவாசலும் கொடுக்க முடியலை எதுவுமே பண்ண முடிகிறதே இல்லை ஒரே வாழ்க்கையில் நெருக்கடியாகவே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த நெருக்கடியிலிருந்து நம்ம எப்படி நீங்கிறது இந்த நெருக்கடியை அல்ல எப்போ நீக்குவான் எப்படி நீக்குவான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இன்னும் எவ்வளோதான் உலகம் உலகத்தில் நம்ம கஷ்டப்பட முடியும் யார் யாரோ உலகத்துல சந்தோஷமா இருக்காங்கல்ல நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லைன்ட்டு இன்னைக்கு எல்லாருமே பொருளாதார நெருக்கடியில இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணம் அல்லாஹ் கிடையாது இந்த நெருக்கடி ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம தான் ஏன் அல்லாஹ் குரான்ல சொன்ன எந்த சட்ட திட்டங்களையும் நம்ம சரியான முறையில் பேண்டதே கிடையாது அல்லாஹ் குரானில் எல்லாத்துக்கும் தெளிவான தீர்வுகளை அல்லா சொல்லியிருக்கிறான் இதை எதை நீங்கள் எப்படி செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் இதை எதை இப்படி செஞ்சுக்கிறா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாம் கோடிட்டு வட்டமிட்டு ரொம்ப தெளிவுபடுத்தி எல்லா சொல்லிட்டான் அதில் பொருளாதாரத்தை குறித்து எல்லா பேசும்போது வியாபாரத்தை குறித்து அல்லா பேசும்போது குடுக்கல் வாங்கலை குறித்து அல்லா பேசும்போது பணத்தை பற்றி அல்லா பேசும்போது ரொம்ப தெளிவாக அல்லா பேசுவான் எந்த பணத்தை நம்ம உங்களுக்கு அதிகப்படுத்துகிறோம் நம்ம அழிக்கிறோம் அப்படிங்கறது அல்லாஹு சொல்லுவான் அல்லா சொல்லும் போது எம் ஹகுபா முதல்ல இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கடைபிடிக்கணும் அல்ல என்ன சொல்றான் எம் ஹகுபா அல்லாஹ் ரபுலால வட்டியினால் வரக்கூடிய வருமானத்தை வட்டியினால் நடக்கக்கூடிய கடை வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை வட்டியினால் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களை அழித்து விடுகின்றான் யோசிச்சு பாருங்க வட்டி இல்லாமல் வியாபாரம் பண்றோமா ஒண்ணு வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பண்றோம் அல்லது வட்டிக்கு கொடுத்து வியாபாரம் பண்றோம் அல்ல என்ன சொல்லிட்டா வட்டினால் வரக்கூடிய வருமானம் எப்படி வந்தாலும் சரி அந்த வருமானத்தை நம்ம அழிச்சிருவோம் நோயை தந்து அழிப்போம் உடலில் நோய்களை கொடுத்து அழிப்போம் கடையில் வியாபாரத்தில் லாசை ஏற்படுத்தி நம்ம அழிப்போம் அல்லது நீங்க அசர்ற நேரத்துல யாராவது உங்களை ஏமாத்திட்டு போயிருவோம் அப்படி உங்க பணத்தை அழிப்போம் திடீர் விபத்துகளை கொண்டு அழிப்போம் திடீர்னு எதிர்பார்க்காத விதமான உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்து நீங்க வட்டியினால சம்பாதிச்சு வச்ச எல்லா பொருளாதாரத்தையும் நம்ம அழிச்சிருவோம் எல்லாத்துக்கும் நம்ம வட்டி வாங்குறோமா இல்லையா வட்டியினுடைய வாடகை நம்மளோட இன்னைக்கு இல்லாம இருக்குதா எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது மொபைல் ஃபோனில் இருந்து வாகனத்தில் இருந்து இருக்கிற வீட்டில் இருந்து வீட்டில் பார்க்குற டிவியில் இருந்து இன்னைக்கு எல்லாத்துலேயும் நம்மளோட என்ன செய் வட்டி கலந்துருக்குது அப்போ வட்டியினால் ஏற்படக்கூடிய வியாபாரங்கள் மட்டும் வட்டியின் மூலமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குண்டூசியாக இருந்தாலும் கூட அந்த குண்டூசியை வச்சு அல்லாஹால நம்மளுடைய பொருளாதாரத்தை அழிச்சிருவான் வட்டிக்கு வாங்கிறதும் ரசூசலாசம் தடுத்தாங்க வட்டிக்கு கொடுக்கறதையும் ரசூசல்லாசம் அவங்க தடுத்தாங்க வட்டி வாங்க வருபவனுக்கு வழிகாமிப்பதை கூட ரசுல்லா தடுத்தாங்க வட்டி வாங்குபவனுக்கு இவர் தரவில்லை என்றால் நான் தருவேன் என்று சாட்சி கையெழுத்து போடுறதையும் ரசூல்லா தடுத்தாங்க வட்டியினாடிட்டங்க அல்ல தெளிவா சொல்லிட்டான் வட்டியின் மூலமாக வட்டியின் வாடை உன் மீது பட்டிருந்தாலும் கூட உன்னுடைய பொருளாதாரத்தை நம்ம அழிச்சிருவோம் அப்ப எந்த பொருளாதாரத்தை அல்லாஹத்தலா வளர்க்கறான் எந்த நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை நான் வளர்க்கின்றேன் ஒரு ரூபாய் நீ தர்மம் செய்தால் ஹலாலான முறையில் சம்பாதித்து குறுக்கு வழியில் நம்ம யோசிச்சிடக்கூடாது எல்லாம் வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பார்த்துட்டு வட்டிக்கு விட்டு வியாபாரம் பார்த்துட்டு வட்டி ஒரு ஆள்கிட்ட வாங்கி கடையை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு தர்மம் கொடுப்பேன் பள்ளையாசலுக்கு வந்தா உடனே ஒரு ஆயரூபா வந்தா டக்குன்னு ஒரு ஏழை குமரன் வந்தால் டக்குன்னு நிறைய பணம் கொடுத்துருவேன் இப்படி இல்லை நியாயமான முறையில் நீதமான முறையில் வட்டியினுடைய வாடகை இல்லாமல் அநியாய லாபம் இல்லாமல் அல்ல அரசுள் சொன்ன வழியில் சம்பாதித்து நீ தர்மம் கொடுத்தால் அந்த தர்மத்தை அல்லாக வளர்ப்பான் எப்படி வளர்ப்பான் நீ கொடுக்குவது ஒரு ரூபாயாக இருந்தால் அதை அல்லாக பத்தாக உனக்கு திரும்ப தந்து அந்த செல்வங்களை அல்லா வளர்க்குறான் மிஷ்காத்தில் ஒரு அழகான செய்தியை பார்த்து حضرت رضی اللہ அதர தபு உரைையரார் அதி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நபிகள் நாயகம் وسلم வஸ்ரம் அவங்க சஹாபாக்கருக்கு மத்தியில உரையாடி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அருமை தோழர்களே பொருளாதாரத்தினால் நீங்கள் நெருக்கடியில் சிரமப்படாதீர்கள் உங்களுக்கு பொருளாதாரம் என்று சொன்னால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய செல்வம் அதிகரிக்கும் ஏன் தெரியுமா இப்படி செல்வங்களை இப்படி செய்பவருக்கு ஒரு மனக்கு துவா செய்கின்றார் இப்படி இப்படி செல்வங்களை செய்பவருக்கு ஒரு மனக்கு எதிர்த்து துவா செய்கின்றார் என்று பெருமான செல்லாசன் சொன்னாங்க படி நியாயம் செல்லா சமூகம் சொல்லும் போது சுகையுடைய நேரத்தில் இரண்டு மழக்குமார்கள் பூமிக்கு வருகை தருகின்றார்கள் சுபுகனுடைய நேரத்தில் இரண்டு மழக்குமார்கள் பூமிக்கு வருகை தருகின்றார்கள் அதில் ஒரு மலக்கு ஒரு கூட்டத்தாருக்கு துவா செய்கின்றார் அந்த கூட்டத்தார்கள் யார் தெரியுமா தன்னிடத்தில் பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட ரொம்ப குறைவாக தன் தேவைக்கு மட்டும் இருந்தாலும் கூட தன் தேவையை குறைத்து கொண்டு தன்னுடைய நாட்டத்தை குறைத்துக் கொண்டு தன்னிடத்தில் தன்னைவிடவும் தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்து உதவி செய்வார் இந்த கூட்டத்தாருக்கு ஒரு மழக்குமார்களுடைய கூட்டம் துவா செய்து என்ன துவா செய் இவர் கொடுத்த இந்த தர்மத்தை நீ உடனடியாக அங்கீகரித்துக் கொள் இப்பொழுது மீண்டும் இவருக்கே கொடுத்துவிடு என்று ஒரு மலைக்குமார்களுடைய கூட்டம் அவருக்காக துமா செய்து கொண்டே இருக்கிறது எனவேதான் பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் கூட நீங்கள் தர்மம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் செல்வங்களை அல்லா வளர்த்து விடுவான் எதிராக பொருளாதாரம் இருக்கும் கை நிறைய காசு இருக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும் வெளியே போனா பந்தாக்கு ஐநூறு அடிக்கிட்டு வெளியே போவோம் வெறும் கையை விரிப்பாங்க பசின்னு யார போ என்று கேவலப்படுத்துவாரது கேட்டா அவர்கள் பக்கத்தில் வருவதை கூட சிங்கம் என்று கருதி ஒதுங்கி விடுவார்களே இந்த கூட்டத்தாருக்கு வழக்குமார்கள் என்ன தெரியுமா துவாசுகின்றார்கள் யா அல்லா கொடுக்காமல் தனக்கென்று பதுக்கி வைத்தானே செல்வத்தை அந்த செல்வத்தை நாசமாக்கி விடு அந்த பணத்தை நீ அழித்து விடு அந்த பணத்தில் வரக்கத்தை எடுத்து விடு அந்த செல்வத்தை தங்க விட்டு விடாதயா என்று அவருக்கு ஒரு மலக்குமார்கள் எதிராக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனாலதான் நிறைய இன்னைக்கு மருத்துவ செலவுகள் எதுக்கு வருது யோசிச்சு பாருங்க நல்லா இருந்துகிட்டு இருப்போம் சின்ன தலைவலி ஹாஸ்பிட்டல் போயிருப்போங்க ஹாட்டுக்கு பார்க்கக்கூடிய அந்த இது பார்க்குறது எல்லாம் பார்த்து கடைசியில் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு சொல்லி பெருசாக ஒரு சின்ன தலைவலிக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா பில்லை போட்டு நம்ம கையில் தாரானே ஏன் இப்படி வருது ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் பசியில் வயசான பெண்கள்ல வயதானவ ஆண்கள்ல இருந்து சின்ன குழந்தைகள் முதற் கொண்டு நம்மள்கிட்ட வந்து ஒரு டீ வாங்கி கொடுங்கண்ணே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கண்ணே நான் சாப்பிடலை எனக்கு எதாவது உதவி பண்ணுங்கள்னு கேட்கும்போது ரொம்ப அருகருப்பாக உங்களை பார்த்துட்டு போயிடுவோம் இல்லைங்கிறத கூட சொல்ல மாட்டோம் போ அப்படிங்கிறத கூட நம்ம சொல்ல மாட்டோம் ரொம்ப அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி நம்ம அனுப்பிடுறோம் அனுப்பிட்டு நம்ம போயிடுறோம் ஒரு பத்து நாள் கழித்து நமக்கு டக்குன்னு ஒரு நோய் வந்துடுது உடனே ஒரு நோய் வந்துடுது இதுதான் காரணம் பெருமா நான் சல்லாசமாக சொன்னாங்க நீங்கள் தருமம் கொடுங்க நீங்க கொடுக்கக்கூடிய தர்மம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா வாங்கக்கூடியவர் மன நிம்மதி பெறக்கூடிய தர்மமாக அது இருக்க வேண்டும் ஏதோ பேருக்கு தர்மம் ஏதோ ஊருக்கு தர்மம் ஏதோ நல்லா நாலு பேர் பாக்குறாங்க தர்மம் நீங்க என்ன செய்யாதீங்க கொடுக்காதீங்க மிஸ்கீன்களுடைய கையை தொட்டு நீங்கள் தர்மம் கொடுங்கள் பெருமான சதசி எந்த அளவுக்கு அழகிய ஒரு முன் உதாரணங்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க மிஸ்கீன்களுடைய கையை தொட்டு நீங்க கொடுங்க அவங்களை உதாசீனமா பார்க்காதீங்க அவங்களை கொச்சையா பார்க்காதீங்க அவங்கள அருகறுப்பான ஒரு பிராணியை பார்ப்பதை போன்று நீங்கள் பார்க்காதீர்கள் அவர்களுக்கு நீங்கள் அன்பான முறையில் ஆதரவான முறையில் இரக்கமான முறையிலே நீங்கள் தர்மம் கொடுத்தால் உங்கள் செல்வங்களை அல்லாஹு பத்தாக பெருக்கி தருவான் சுபானல்லா அப்படி இன்னைக்கு பாருங்க நம்மள்கிட்ட வட்டி வாங்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது தர்மம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு ஏங்க அவருக்கு கொடுக்கல அவ வாங்கிட்டு போய் என்ன செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த பெண்ணுக்கு ஏன் கொடுக்கல அந்த பொம்பளை யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கெல்லாம் துட்டு கொடுத்தா என்ன செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் கொடுக்கல இன்னைக்கு இப்படி ஒரு காரணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெருமானா சதல் லாலேஸ்வன் சொன்னாங்க உன்னிடத்தில் விலை உயர்ந்த ஒட்டகத்திலோ குதிரையிலோ ஒருத்தவன் வந்து உன்னிடத்தில் தர்மம் கேட்டால் உன்னால் கொடுக்க முடிந்தால் கொடு இல்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்க ரசூளு இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு மாதிரி சட்டை போட்டு ஒரு மாதிரி முடியலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இருந்தார்னா இவன் வாங்கிட்டு போய் தப்பாக செலவு பண்ணுவான்னு எனக்கு தெரியும் நீங்க சேர்ந்தாலும் உங்களுக்கு நன்மை இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை என்பதை நாம் விளங்கிக் வேண்டும் அதனால இன்னைக்கு தர்மம் கொடுக்கறது பள்ளியாசலுக்கு உதவி செய்கிறதுங்கிறது பணக்காரங்க மட்டும்தான் செய்யணும் ஏழைங்கள்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹால தக்வாவை பற்றி பேசும்போது தக்வாவுக்கான அடையாளங்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் வறுமையிலும் கூட தர்மம் செய்வது தான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இல்லையா உண்மையான தக்குவாதாரி யாரு உண்மையான இரையம் உள்ளவர் யாரு கோடியாக வருமானமே இல்லாமல் அவர்தான் உண்மையான தக்குவாதாரி என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் கணித்திற்குரியவர்களே தர்மம் செய்யுங்கள் தர்மத்தின் மூலம் நமது செல்வத்தை அல்லாஹ் உயர்த்துவார் வட்டி வாங்குவதை வட்டி வாங்குபவருக்கு உதவி செய்பவரை வட்டி வாங்க வழி காமிப்பதை வட்டிக்கு கொடுப்பதை வட்டியின் மூலமாக எடுக்கக்கூடிய பொருட்களை இன்றையோடு நாம் அடியோடு தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் வட்டியின் வாட இல்லாமல் நாம் வாழ்வதற்கு முயற்சித்தால் முயற்சித்தால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் செல்வங்களில் வரக்கத்து ஏற்படுகிறது நீண்ட ஆயுள்கள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ரப்புல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹ் ரசூல் காமித்து தந்த வழிமுறைகளில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ